Hi! எல்லாருக்கும் வணக்கம் வியர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சிங்கிள் கலரில் இருக்கக்கூடிய சஃப்ஸ்ட் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சேரீயை நம்ம பார்த்துரலாம் ஃபஸ்ட்டு சேரீ உடைய நம்பர் டூ ஜீரோ த்ரீங்க பாடி ஆஃப் சேரீ பல்லு அண்ட் ப்ளவுஸ் எல்லாமே ஒரே கலரில் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் செல்ஃப் கலர் சாரீஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறது எல்லோ கலர் சேரீங்க பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்டு அண்ட் சில்வர் டெஸ்டட் ஜெரையில் ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க பிளவுஸ் பிளைனாக இருக்கும் அண்ட் இன்னர் லேயர் பிளைனாக இருக்குங்க மற்றபடி ஆல் ஓவர் பாடி இந்த புட்டா சில்வர் அண்டு கோல்டு டெஸ்டட் ஜெரியில் ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டுருக்கும் சாரியுடைய லென்த்து 6.2 பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் இன்க்ளூடிங் ப்ளவுஸ் ப்ளவுஸுடைய லென்த்து எபோவ் செவன்ட்டி சென்டிமீட்டர் வித் ஆஃப் த சாரி ஃபார்ட்டி இன்சஸ் எபோவுங்க ஸாரீ நம்பர் டூ இது வந்து டார்க் பெய்ஜ் கலர் சாரியுடைய கலர் பெய்ஜ் இந்த சாரீஸ் எல்லாமே ஹேண்ட்லூம் மேட் பியூர் சாஃப்சல் சாரீஸ் கம்மிங் வித் சில்க் மார்க் சர்டிஃபைட் அண்ட் இதெல்லாமே ட்ரை வாஷ் மட்டும்தாங்க பண்ணணும் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாது இந்த சாரியுடைய ஆஃபர் ப்ரைஸ் சிக்ஸ் 6,200. டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ங்க 6,200. ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கும் கூகுள் பே ஃபோன்பே அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் Paytm நாலு options இருக்குதுங்க எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சாரீ நம்பர் டூ இது வந்து சில்வர் கிரே கலர் ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷன்ல விசிபிள் ஆயிருக்குங்க கேஷ் ஆன்டெரி ஆப்ஷன் அவைலபிள் கேஷ் cash டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் டூ ஹண்ட்ரட் சாரி புக் பண்ணும் போதே பே பண்ணாதான் உங்க ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியோட பிரைஸ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாம் சாரி நம்பர் 206. இதுலையுமே கோல்ட் அண்ட் சில்வர் டெஸ்டு இருக்குங்க. சாரி நம்பர் 206. கலர் ஆஃப் சாரி அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இது வந்து pink- dark pink. பிங்க்குங்க இது டார்க் பிங்க்கில் இருக்கும் இந்த சாரீ சார் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ எயிட் ஜீரோ நைன் ஃபைவ் சிக்ஸ் டூ இது தான் வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் ஸாரீ நம்பர் ராயல் ப்ளூ கோல்ட் அண்ட் சில்வர் டெஸ்ட் டிசிரியில் புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டு இருக்குங்க ரிட்டர்ன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சாரி உங்களுக்கு டேமேஜாக வந்ததுனாலோ அல்லது நீங்கள் புக் பண்ண சாரி இல்லாமல் வேற சேரீ வந்ததுனாலோ தாராளமாக அப்ரோச் பண்ணலாம் கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ வேணுங்க ஒரே வீடியோவாக இருக்கணும் பார்சல் ஓப்பன் பண்ணுறதுலேருந்தே அதில் எதாவது மிஸ்டேக்ஸ் சாரீஸ்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் அந்த வீடியோலையே மென்ஷன் பண்ணுங்க சாரி நம்பர் டூ ஆனால் கம்பல்சரி எந்த ஒரு சாரியுமே டேமேஜோடு உங்களுக்கு வராதுங்க ஏன்னால் நம்ம ஸாரீஸை நல்லா செக் பண்ணி தான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம் ஸோ டேமேஜ் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்புகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் அதை வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம வந்து சென்ட் பண்ண மாட்டோம் அமௌண்ட்டும் ரிட்டன் பண்ணிடுவோம் ஸோ எந்தவித பயப்பமும் உங்களுக்கு வேண்டாம் ஸாரீஸ் வந்து டேமேஜாக வந்துடுமோ அப்படின்ட்டு கண்டிப்பாக டேமேஜாக ஸாரீஸ் உங்களுக்கு வராதுங்க இப்போ நீங்கள் பார்க்குற சாரீ நம்பர் டூ சாரியுடைய கலர் கிரீன் நெக்ஸ்ட் சாரியோடைய நம்பர் 209 இது வந்து டபுள் ஷேட் கிரீன் கிரீன் அண்ட் எல்லோ காம்பினேஷன் சாரி கலர் டபுள் ஷேட் கிரீன் அண்ட் எல்லோ காம்பினேஷன் கலருக்கோ குவாலிட்டி இஷ்யூஸ்க்கோ கைத்தறி மார்க்ஸ் ஹேண்ட்லூம் மார்க்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக ரிட்டர்ன் பாசிபிள் இல்லைங்க ஏன் அப்படின்னா நம்ம கலர் வந்து நம்ம வீடியோவில் எடுக்கும்போது நேராக பார்த்து சொல்லிடறோம் அண்ட் ஆல்சோ ஃபோட்டோவும் இருக்குதுங்க ஃபோட்டோ அண்ட் வீடியோ நீங்கள் ரெண்டையுமே பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன கலர் நீங்கள் வந்து அஷ்யூ அந்த கலர் கண்டிப்பாக அந்த சேரீ உங்களுக்கு கிடைக்கும் சாரி நம்பர் டூ ஒன் ஜீரோ அண்ட் நான் சேவ் பண்ணுறது ஹேண்ட்லூம் மேட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சின்ன சின்ன கைத்தறி மார்க்ஸ் இருக்குதுங்க அதாவது சின்ன சின்ன த்ரெட்ஸ் தெரியுது டாப் அண்ட் பாட்டமில் அந்த ஹூக்ஸ் மார்க்ஸு கண்டிப்பாக எல்லா கைத்தறி புடவைகள்லையுமே ஹூக்ஸ் மார்க்ஸ் தெரியுங்க லைட் அண்ட் டார்க் ஷேட்ஸ் வரும்போது என்னாகும்னா நல்லாவே அந்த டார்க் ஷேட்ஸ் வந்து தெரியும் லைட் கலர் ரெண்டு ஜாயின் பண்ணோம்னா தெரியாது டார்க் கலர் ரெண்டு ஜாயின் பண்ணால் தெரியாது லைட் அண்ட் டார்க் கலர்ஸ் ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஹூக்ஸ் மார்க்ஸ் நல்லாவே தெரியுங்க இப்போ பார்க்குற இந்த சாரியுடைய நம்பர் டூ இந்த சேரீயுடைய கலர் அல்கே கிரீன் கலருங்க பேஸ்டல் ஷேடில் இருக்குங்க 211, இதுமே ஒன்ஸ்டு எல்லோ கலர் அண்ட் இது பியூர் சில்க்குறதுனால பியூர் சில்க்கு என்ன நேச்சரோ என்ன டெக்ஸ்டரோ அதுதாங்க இருக்கும் பளபளப்பாக வலுவழுப்பாக இருக்காதுங்க நம்ம ஏன் இதை சாஃப்சல் சாரீஸ்னு சொல்கிறோன்னா இது த்ரீ பிளை த்ரெட் ஒர்க்கில் மேக் பண்ணுறோம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய சேரீ அதனால் இது நம்ம வந்து சாஃப்சல் சாரீஸ் அப்படின்னு சொல்கிறோம் அண்ட் இது இந்த சில்க் வந்து பியூர் சில்குங்க கைத்தறியில் நான் செவ் பண்ணுறது நம்பர் டூ ஒன் டூ ஸாரீடைய கலர் ப்ளூ கலர் ஸாரீயோடைய ப்ரைஸ் 6200 வந்து சாரிக்குமே இந்த எந்த ஒரு பண்ணாளுமே உங்களுக்கு ஒவ்வொரு பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்ட் அண்ட் சில்வர் டெஸ்ட் ஆல்டர்னேட்டிவா வந்துட்டு இருக்குங்க இந்த இருக்குங்க வரக்கூடிய புட்டா அடுங்க அப்படின்னா இது வந்து க்ரீன் தான் பேஸ்டல் க்ரீனில் இருக்குங்க கொஞ்சம் டார்க் ஷேடாக இருக்குது பேஸ்டல் நாகே லைட் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் இது பார்த்துட்டிங்கன்னா கலர் வந்து லைட் கலர் ஆனால் கொஞ்சம் dark போர்ஷனாக இருக்குது ஸாரீ நம்பர் டூ ஒன் ஃபோர் அதாவது அதோடைய கலர் எக்ஸாக்டாக என்னால் சொல்ல முடியல அதனால தான் அதை அந்த கலர் வந்து நான் அப்படி சொல்கிறேன் அகைன் வேணாலும் உங்களுக்கு நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இது ஸாரீ நம்பர் டூ ஒன் த்ரீ இந்த ஸேரீடைய கலர் பார்த்துட்டிங்கன்னா க்ரீன் ஸாரீ நம்பர் டூ தெல அதெல்லாம் பத்திட்டீங்கன்னா நியூ கலர்ஸ் வந்து நம்ம mix பண்ணி நம்ம போறதுனால அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கலர்ஸ் வந்து முழுக்க டிஃபரெண்டா இருக்கு சோ எக்ஸாக்ட்டா அந்த நேம் சொல்ல முடியலங்க சோ டிஃபரெண்ட் கலர்ஸ் வந்து நம்ம அப்படி பண்றதனால நமக்கு வந்து அது எக்ஸாக்ட்டா நேம் வந்து சொல்ல முடியல இப்போ நீங்க பாக்குறது dark purple color saree உடைய கலர் dark purple இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே சிங்கிள் கலர் ஸாரீ தாங்க சாரீ நம்பர் டூ இந்த சேரீஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் இந்த நம்பருக்கு ஸேரீ கோடு சென்ட் பண்ணுங்கள் சேரீ கோடு சென்ட் பண்ணும்போதே புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் மெசேஜ் பண்ணி அந்த மெசேஜ் நாங்கள் பார்க்கும்போது அந்த சாரீ அவைலபிளாக இருந்ததுன்னா இமீடியட்டாக புக் பண்ணுவோம் புக்குடு ஃபார் யூ கூட உங்களுக்கு வரும் சப்போஸ் உங்களுக்கு முன்னாடி வேறு யாராவது கஸ்டமர்ஸ் அந்த சேரீ புக் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா அனதர் கஸ்டமர் புக் பண்ணுங்கிற ரிப்ளை வருங்க இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த சாரியுடைய நம்பர் டூ ஒன் ஃபைவ் ஸாரியுடைய கலர் டார்க் மெரூன் கலருங்க மெரூன் அண்டு brown, இந்த ரெண்டு மிக்ஸிங்கில் இருக்குது சில சாரீஸ் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாக்ட் கலர் சொல்ல முடியாதனால தான் நான் இதை வந்து திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன் அது டார்க் மெரூன் அண்டு ப்ரௌன் காம்பினேஷனில் இருக்குதுங்க சாரீ நம்பர் டூ இது வந்து ப்ரைட் பிங்க் கலருங்க சாரியுடைய கலர் பிரைட் பிங்க் கலர் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவைலபுளாக இருக்குதுங்க இன்டர்நேஷனல் ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க சிங்கிள் சேரீ கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ நம்பர் ஆஃப் சேரீ வேணாலும் நீங்கள் ப்ரீ பேமெண்ட் ஆப்ஷனில் நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம் இந்தியாக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணி கொடுக்குறாங்க சாரி நம்பர் டூ இது வந்து ப்ரைட் ராமர் க்ரீன் கலரில் இருக்குதுங்க சாரியுடைய கலர் ப்ரைட் ராமர் கிரீன் டபுள் ஷேடில் இருக்குங்க இந்த சாரீ கலர் ராமர் கிரீனும் மிக்ஸ் ஆகிற அந்த ஒரு டுயல் டோன்ல இருக்குங்க இது நம்பர் டூ நம்பர் 218 இந்த சரீடைய கலர் dark violet கலர் கோல்ட் அண்ட் சில்வர் டெஸ்ட் தான் வருது டிஃபரெண்டா வரும்போது வந்துட்டே இருக்குங்க இது வந்து குட்டி மாங்கோ இருக்குங்க இதுவும் சில்வர் அண்ட் கோல்டு டெஸ்ட் சரி இல்லை ஆல்டர்னேட்டிவாக பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துடும் சில சாரீஸ்ல வந்து டசில்ஸ் இல்லைங்க நீங்கள் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் புக் பண்ணுறீங்கன்னா கேளுங்க ஒன் டே எக்ஸ்ட்ரா எடுத்தால் கூட நம்ம டசல்ஸ் போட்டு கொடுக்குறோம் இதே கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா டசல்ஸ் போட்டு கொடுக்குற ஆப்ஷன் இல்லைங்க சாரி நம்பர் டூ டூ இது வந்து ஒரு அந்த டெய்லி டெய்லி வாங்கலாம் சென்ட் பண்ணி கொடுக்கறோம் இந்த சேரில ஃபுல் அண்ட் சில்வர் டெஸ்ட் சரி இருக்குங்க புட்டாஸ் அண்ட் பலூல வரக்கூடிய ஒர்க் சில்வர் டெஸ்ட் ஒன் சாரியுடைய கலர் அலகே கிரீன் கலர் இதுமே டெஸ்ட் சரிங்க பிளவு அண்ட் இன்னர் லேயர் பிளைனா இருக்குங்க சாரி ட்ரிபிள் டூ சாரி நம்பர் ட்ரிபிள் டூ டபுள் ஷேடிங் இது கிரீன் அண்ட் ரெட் கலர் காம்பேஷனில் இருக்குங்க ரெட்டுங்கிறத விட மஸ்டர்டு எல்லோ மஸ்டு எல்லோ அண்ட் க்ரீன் இந்த ரெண்டு கலர் காம்பினேஷனில் இருக்குங்க இது வந்து ஃபுல்லாக கோல்டு டெஸ்டு ஜெரீல இருக்குங்க சாரி காப்பர் டெஸ்ட் சரி இந்த சாரியில் வரக்கூடிய புட்டாஸ் and பழு டிசைன்ஸ் வந்து காப்பர் டெஸ்ட் ஜரிங்க சாரி நம்பர் 223 கலர் காஃபி ப்ரௌன் கலர் சரியுடைய கலர் காஃபி ப்ரௌன் கோல்டு சரிங்க புக்கிங் booking போது இந்த சரியுடைய கலர் இதுதானா இந்த சரியுடைய கலர் என்னன்னு கேட்கும் போது நம்ம மேக்ஸிமம் சொல்றது என்ன அப்படின்னா வீடியோ பாருங்க அப்படினே, ஏன்னா வீடியோ வந்து இது எடுக்கும்போது நேர்ல பார்த்து அந்த கலர் சொல்கிறதுனால எக்ஸாக்டாக இருக்குங்க சாரி நம்பர் 224 இதே நம்ம வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் புக்கிங்கில் கேட்கும்போது அங்கே சிஸ்டம் முன்னாடி இருப்போம் சிஸ்டம் முன்னாடி ஃபோட்டோ பார்த்து தான் கலர் சொல்ல முடியுமே தவிர எக்ஸாக்டாக ஸேரீயை பார்த்து சொல்ல முடியாது ஸோ அப்படி ஃபோட்டோ பார்த்து சொல்லும் போது மேபி சம்டைம்ஸ் வந்து ஸ்லைட் வேரியேஷன்ஸ் இருக்கலாம் அதனால தான் நம்ம எப்போவுமே நம்ம புக்கிங் பண்ணும்போது இந்த கலர் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது கிடையாது வீடியோ நீங்களே பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த சாரியுடைய கலர் சிமெண்ட் கிரே கலர் கோல்டு அண்ட் சில்வர் டெஸ்ட் 225, இந்த சாரியோட கலர் ப்ளூ கலர் கோல்டு சரிங்க இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறது இந்த செல்ஃப் கலர் ஸேரீ தாங்க சிங்கிள் கலர் ஸாரீ தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது நம்ம எப்போ அப்டேட்டு போட்டாலும் மேக்ஸிமம் ஸாரீஸ் வந்து புக் ஆகுறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா சிங்கிள் கலர் ஸாரீஸில் தான் சாரீ நம்பர் டபுள் டூ சிக்ஸ் அண்டு ஷாப்பில் நேரில் வர்றவங்க தாராளமாக வந்து purchase பண்ணலாம் நம்ம சிறுமுகையில் மெயின் பிரான்ச்சில் தாங்க நமக்கு வந்து சாஃப்டில் சாரீஸில் வெரைட்டிஸ் இருக்குதுங்க சாஃப்ட் சில்க் சாரீஸ் மட்டும்தான் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கக்கூடிய சாஃப்ட் சில்க்ஸ் வெரைட்டிஸ் இருக்குதுங்க பியூர் சில்க்ஸ் ஹேண்ட்லூம் மேடு மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க வேறு எந்த ப்ரைஸ் ரேஞ்சிலேயுமோ அல்லது வேறு பவர்லூம் சாரீஸ் இந்த மாதிரி நம்மக்கிட்ட அவைலபிள் இல்லை ஒன்லி பியூர் சில்க் சாரீஸ் ஹேண்ட்லூம் மேட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் அவைலபுளாக இருக்குதுங்க சாரீ நம்பர் டூ டூ சிக்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து டபுள் ஷேடுங்க ப்ளூஇிஷ் Green, double ஷேட் ப்ளூஇஷ் கிரீன் ஃபுல் அண்ட் Full Gold டெஸ்ட் சாரி ஒர்க்கில் இருக்குதுங்க அண்ட் இந்த சாரீஸ் இப்போ நீங்கள் பார்த்த சாரீஸ் வந்து ஒன்லி ஆன்லைனில் WhatsApp மூலமாக மட்டும்தான் இந்த சாரீஸை புக் பண்ண முடியுங்க இந்த ஒவ்வொரு சாரியுமே இந்த Silk Mark certification சர்டிஃபிகேஷனோட உங்களுக்கு கிடைக்கிது பிடிச்சிருந்ததுன்னா வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்